அதே நேரத்தில் அந்த பொருளை நம்முடைய நாயகம் அவர்கள் உண்ணவில்லை அவர் கொடுத்த பொருளை அவர்கள் தீங்கவில்லை இதை பார்த்தார் சல்மான் பாரிஸ் அந்த பெரியார் சொன்னார்களே சரியாக இருக்கின்ற நாம் கொடுத்தது சதக்காவுடைய பொருள் நபிமார்கள் சதக்காவுடைய பொருளை சாப்பிட மாட்டார்கள் ஆகையினால் அப்ப அந்த பெரியார் சொன்னது உண்மை என்று மனதிலே வைத்துக் அந்த இடத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள் அவருடைய இடத்துக்கு சென்று விட்டார்கள் அதன் பின்பு நம்முடைய அருமநாயகம் அவர்கள் தோழர்களோடு சேர்ந்து மீண்டும் மதினாவுக்கு வந்தார்கள் மதினாவுக்கு வந்தவுடனே அதுபோன்று ஒரு நாள் அன்று அந்த சல்மான் பாரிசி அவர்களுடைய மனதில் தான் நிரம்ப சங்கடப்படுகின்றார்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 நபி நான் இங்கே தென் ஆதி முதல் நபியான சிங்காரா ஆலமெல்லாம் புகழ் நேற்று யாரா ஆதி முதல் நபியான சிங்காரா ஆலமெல்லாம் புகழ்ந்தே தூயாரா கொலமை Rasheem Muhammadin kidruem Nabi naneng kidte மதகு நாதர் வழியில் மன்றாடிடுங்கீரா தீனுக்கும் அறிவரியாகியவேரா தீனுக்கும் அறிவரியாகியவேரா மக்கா முகம்மது எங்கே தேடுவேன் நபீனான் எங்கே தேடு சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக நபியை தேடுகின்றார்கள் அப்படி சில கழிந்ததின் பின்பு சல்மான் பாரிசி அவர்கள் மனதில் நினைக்கின்றார்கள் அந்த பெரியார் சொன்ன முதல் அடையாளமாக நபி தூதர்களுக்குள்ள அடையாளமாக அவர்கள்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 ன்னக்கூடிய பொருட்களைத்தான் எடுத்துக்கொண்டு வள்ளல் முகம்மதுவை நாடிய வந்த வருஷை போரி சல்மான அறிந்து சல்மானும் வந்திடு அதுபோன்று சல்மான் அவர்கள் மதினாமக்குள் வந்து தேடி அருமை நபி அவர்கள் இருக்கின்ற இடம் சென்றார் சென்ற அந்த சல்மான் நம்முடைய திரு மேனி ரசூலேக்கரின் சொல்லவாகும் அறிவு இருக்கின்ற சிறப்பையும் இருக்கின்ற ஒரு பேரழகையும் கண்ட அந்த சல்மான் மனம் சந்தோஷமாகி அகமகிழ்ந்து உள்ளம் குடிந்து அருமனாயகத்துடி முன்பதாகத்தானே சென்று அவர்கள் சலாம் சொல்லி சொல்லுகின்றார்கள் ஆதிதந்தூதே dinan nabiyye ahmadin nabiyye jo dinan nabiyye tudar wali nabiyye me dinan nabiyye mehr me zar nabiyye ende arihinil tendiruwa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 அது கண்ட சல்மானுக்கு மனம் பூரித்தது அந்த பெரியார் சொன்ன இரண்டாவது அடையாளம் நிறைவேறிவிட்டது ஹதியாவாக கொடுத்தால் அதை உண்ணுவார்கள் சதப்பாவாக கொடுத்தால் அதை சாப்பிட மாட்டார்கள் என்று அந்த பெரியார் சொன்னார் சரியாக இருக்கிறது இது அபிமார்களுக்கு உள்ள அடையாளங்களில் இது இரண்டாவது அடையாளம் என்று மனதிலே பூரிப்படைந்தார் இப்படி சல்மான் குவாரிசி மீண்டும் அந்த இடத்தை விட்டு தான் திரும்பி தன்னுடைய இருக்கும் போது அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்றும் மனதிலே நினைக்கின்றார் இதற்கிடையில் நீண்ட நாள் கழிகின்றது அதுபோன்று ஒரு சல்மான் பாரிசி அதையே நாம பார்க்க வேண்டும் என்று அவளோடு மீண்டும் திரும்பி மதினாவுக்கு வருகின்றார்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 இப்படி போகக்கூடிய காட்சியை இந்த சல்மான் பாரிசியும் பார்க்கின்றார் பார்த்தவர்கள் அவர்களும் அது போன்று சென்றார்கள் சென்று அந்த இறுதி கடங்களை எல்லாம் முடித்து என் பெருமானார் நபி முகம் முசல்மான் சொல்லம் சொல்லம் அவர்கள் தனியாக இருக்கின்ற ஒரு இடத்துக்கு இந்த சல்மான் பாரிசி செல்லுகின்றார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அருமை நபி அவர்கள் எடுத்து பிரித்து அப்படிக்கூடிய நேரத்தில் எதிர்பார்த்து இந்த சல்மான் பாரிசி தோள்களுக்கு மத்தியிலே நபி என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரை பதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னார்களே அந்த முத்திரையை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சல்மான் பாரிசி நபி அவர்கள் புதப்பை எடுத்து பொறுத்த நேரத்தில் அந்த முத்திரையை கண்ணாலே கண்டேடுவார் மனது மகிழ்ந்திடுவார் முத்திரையை பார்த்ததுடன் மனது மகிழ்ந்திடுவார் அவங்களுடைய கரம் பிடித்துவார் என்று கலிமாவை சொல்லிடுவார் nungundi ru ar isradil jer midu ari uriyana kalimadanei avargal kulatil niriddi du ari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 அரும நாயகத்தினுடைய திரு கரத்தை பிடித்துவா முகமதுக்குரியவன் அல்லாவே தவிர வேறு யாரும் இல்லை முகமது அல்லாவுடைய தூதராக இருக்கும் என்று வாக்கு ஒன்றுபட்டு உறுதியாக அவங்களுடைய உள்ளத்திலே ஈமானை தேக்கிக் கொண்டார்கள் ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் இந்த நிலையிலே சஹாபி மனதிலே சந்தோஷப்படுகின்றார்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 இந்த உண்மை தெரிந்தால் நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய தொல்லைகளை கொடுப்பானோ என்று ரொம்ப வேதனைப்படுகின்றார் விசாரப்படுகின்றார் இந்த நிலையிலே இருக்கும் போது நம்முடைய பெருமானார் நபி முகம் அலைவசல்லாம் அவர்கள் மக்காவை விட்டு மதினாவுக்கு வந்ததும் மதினாவாசிகளெல்லாம் அவர்களுக்கு நல்ல ஆதரவு அளித்து அவர்களுக்கு வேண்டிய இன்னும் சௌகரியங்களையும் செய்து கொடுத்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் இணைந்தவர்களாக இருக்கும் போது மக்காவில் உள்ள குஃபார்கள் மக்காவில் உண்டான அந்த குரட்சி காபர்கள் மீண்டும் எப்படியும் இந்த முகம்மதுடைய மார்க்கத்தை அழிக்க வேணும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களை நாம அழித்து ஒழிக்க வேண்டும் என்று வேண்டுமான படைகளை திரட்டிக்கொண்டு வந்து முதலாவது யுத்தமாக பதர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து சண்டையிட்டார்கள் அப்படி பதில் பதில் பதில் படைக்களத்திலே வந்து சண்டையிடக்கூடிய நேரத்தில் இவங்க இவங்களுடைய இடத்தில் இருந்தவர்கள் முன்னூத்தி பதிமூன்று பேர்கள் ஆனால் அதே நேரத்தில் எதிரியினுடைய படையவர்களோ ஏராளமான பேர்கள் அப்படி இருக்கின்ற அந்த கூட்டத்தில் குறைந்த இஸ்லாமியர்கள் அவங்களுடைய இடத்தில் இருந்த ஈமானுடைய உறுதியை கொண்டு வலிமை கொண்டு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 அதனால் அவருடைய மனதிலே நினைக்கின்றார் ஆஹா இது போன்று ஒரு இது போன்று ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு நேரான ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லையே என்று ரொம்ப வருந்தியவர்களாக இருக்கின்றார் அப்படி இருக்கும் போது இப்படி ரெண்டு யுத்தம் நடந்தது சல்மான் பாரிசி மீண்டும் நம்முடைய பெருமானார் நபி முஹம் முஸ்தபா கலின் அலி வலாம் அவருடைய இடத்திற்கு வந்ததும் அப்பொழுது சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் சல்மான் சல்மானே நாயகம் சொன்னார்கள் சல்மானே அதாவது நீங்கள் அடிமையாக இருக்கின்றீர்களே இந்த அடிமையை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்வதற்கு உங்களுடைய எஜமான இடத்திலே கேளுங்கள் அவன் என்ன பதில் சொல்லுகிறான் என்று வந்து சொல்லுங்கள் என்று நாயகம் சொல்லி அனுப்பினார்கள் அதை கேட்ட அந்த சல்மான் தன்னுடைய எஜமானக்கு செல்லுகின்றார்கள் சென்று அந்த யூதிடத்திலே கேட்கின்றார்கள் நான் விடுதலை பெற வேண்டும் இந்த அடிமைத்தலையை விட்டு நான் விடுதலையாக வேண்டும் அதற்கு ஏதாக வழி உண்டுமா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த யூதன் சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான் நீ விடுதலை பெற வேண்டுமே நீ விடுதலை பற்றி நீ உன்னுடைய சுய இச்சையாகி செல்ல வேண்டுமே நான் சொன்னபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு சொல்லிடுவான் இட எஜமான நான் சொல்லும் வார்த்தைகினி கட்டுப்பட்டு நடபாயால் சல்ல்மான் பாரிசியை பார்த்து சொல்லுகின்றான் நான் உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமையானால் ஒரு நிபந்தனை அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டும் அதன்படி நீ செய்தி முடிப்பாயானால் நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று சொன்னான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்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 நாற்பது அவன்ஸ் தங்கம் வேண்டும் என்று கேட்கும் தான் கொண்டு வந்து நாம எப்படி கொடுப்பது என்று சல்மான் பாரிசின் அவர்கள் மனதில் தான் விடுதலை பெறவும் வேண்டும் விருப்பம் போல் நடக்க வேண்டும் பெருமானார் இடமதியிலே இருக்க வேண்டும் நாயகத்தின் தோழர்களில் நாம் இருக்க வேண்டும் நபிவளி வழி நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப சங்கடப்படுகின்றார் மீண்டும் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்று ஒரு நாள் அன்று நம்முடி பெறுமானார் சொன்னம் அவர் உடைய முன்பதாக வருகின்றார்கள் அப்பொழுது சல்மான் பாரிசியை பார்த்து நம்ம நாயகம் சொன்னார்கள் சல்மானே நீங்கள் விடுதலை பெற அதற்கு என்ன நிபந்தனை என்று கேட்கும் பொழுது சல்மான் சொன்னார்கள் யார சூழல்லா என்னுடைய யூத யஜமான் அவனுடைய ஒரு நிபந்தனை என்னவென்றால் முந்நூறு ஈச்சங்கன்றுகளை கொண்டு கொண்டு போய் நடவேண்டுமா ஒன்றாகிலும் அது குறையாத வழி துளிர்க்க வேண்டும் தழுக்க தலைக்க வேண்டும் நாற்பது தங்க தங்கமும் கொடுக்க வேண்டும்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 அதற்கு உங்கொங்குடைய தகுதிக்கு தகுந்தவாறு இவருக்கு நீங்கள் ஈச்சங்கன்றுகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று நம்முடைய நாயகம் சொன்னார்கள் நாயக தோழர்கள் அவரவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற முறையில் பத்து கன்றுகளோ பதினைந்து கன்றுகளோ இருபது கன்றுகளோ இது போன்று அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்த முறையில் அந்த ஈச்சு கன்றுகளை கொண்டு வந்து நாயகத்தின் இடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆக மொத்தம் முன்னூறு ஈச்சன் கன்று தேறிவிட்டது நம்முடைய நாயகம் சொன்னார்கள் அன்பு தோழரே அருமை நண்பரே நீங்கள் உங்களுடைய எஜமானுடைய இடத்திற்கு சென்று நிலத்தின் நல்ல முறையிலே பண்படுத்தி உழுதி குளியும் நோண்டி கன்றை நடக்கூடிய நேரத்தில் என்னுடைய இடத்துக்கு வாருங்கள் அந்த கன்றுகளை என்னுடைய கையினால் நான் நடவேண்டும் என்று சொல்லுவார சொல்லிடும் சீ சல்மான் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அதுபோலவே சல்மான் சுவாதிசி அந்த ஈச்சங்கன்றுகளை வாங்கிக் கொண்டு யஜமான இடத்திற்கு சென்றார் நிலத்தை பண்படுத்தினார் அதுபோன்று கன்றுகளை நடுவதற்கு வேண்டிய குழிகளையும் கெள்ளினார் அப்படி குழிகளை கெள்ளி முடிந்ததின் பின்பு அந்த தோழர்களுக்காக வேண்டிய அதாவது நம்முடைய அருமை நண்பர அருமை தோழருக்கு உதவியாக சல்மான் வாரிசிக்கு உதவியாக உத்தம தோழர்களும் அருமை சகாபாக்களும் சென்று அவர்களுக்கு உதவினார்களா குழி நோண்டுவதற்கும் நிலத்தை பண்படுத்துவதற்கும் அந்த முறையிலே பண்படுத்தி குழியெல்லாம் நோண்டி முடிந்ததின் பின்பு நம்முடைய நாயகத்திற்கு அறிவிக்கப்படுகின்றது உடனே பெருமானார் குழிகளில் தானே கந்துகளை வைத்து நட்டு அவங்கள் கரம் கொண்டு மண்களைத்தானே தள்ளி தண்ணீரையும் ஊற்றி நம்முடைய பெருமானார் நபி முகம் இனிவன்பால் அவர்கள்து ஆட்சினார்கள் அவங்களுடைய துவா பொருட்டை கொண்டு நட்ட அன்ற ஈச்சங்கன்று எவ்வித குறையும் இன்றி எந்த விதமான ஒரு அதற்கு ஒரு கெடுதலியுமின்றி கன்றுகள் அத்தனையும் துளுத்து விட்டது அது தழுத்து விட்டது இதை பார்த்த அந்த யூத யஜமான் சந்தோஷப்பட்டான் உடனே சமான் பாரிசி கேட்டார்கள் நான் நிறைவுபடுத்திவிட்டேன் இரண்டாவதாக நான் என்ன செய்ய வேண்டும் நாற்பது அவுன்சு தங்கம் தர வேண்டும் உடனே சல்மான் நம்முடைய பெருமானார் நபி எடுத்துக்கு வருகின்றார்கள் வந்தவுடனே நம்முடைய அருமநாயகர் சொல்லம்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 அந்த முட்டை பருவமுடைய வடிவமுடைய தங்கத்தை தானே கொண்டு போய் அவன் கொடுத்ததும் அதை அவன் பெற்று கொண்டு சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து விடுதலை பத்திரத்தையும் எழுதி கொடுத்து சுதந்திரமான முறையில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்துடுவான் சல்மான் அவர்கள் நம்பிக்கையழவும் சந்தோஷம் கொண்டிடுவார் சல்மானும் வந்துவிடுவாரி சல்மான் பாரிஸ்தி விடுதலை பெற்றார்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 இன்னும் அதுபோன்று சல்மான் பாரிசிக்கு மதினா நகரத்திலே அவர்களுக்கு உற்றார் இல்லை உறவினர் இல்லை சொந்தம் அப்படி இருக்கின்ற சல்மான் பாரிசி அவர்களை நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீன் சல்லல்லாஹு வரைவு செல்லம் மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களையும் மதினாவில் வாழ்கின்ற அன்சாரிகளையும் சகோதரர்கள் ஆக்கி வைத்தார்கள் அதுபோலவே அதாவது மக்காவில் வந்த அந்த முஹாஜிர்களை ஒவ்வொரு சகாபிகளோடு சேர்த்து அவரவர்களுடைய வீட்டிலே சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய முறையிலே அவர்களுக்கு சகோதரர்களாக ஆக்கி வைத்தார்கள் அதுபோன்றே சல்மான் பாரிசி அவர்களுக்கும் அதாவது மதினமா நகரத்தை சார்ந்த அபு தர்தா என்று சொல்லக்கூடிய ஷஹாபியினுடைய சகோதரராக